வணக்கம் நண்பர்களே சர்வம் சிவம் என்ற இந்த சேனலுக்கு வருகை தந்த உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனலில் நாம் கடவுள் பக்தி தியானம் ஞான தேடல் தன்னை அறிதல் ஆகியவற்றை பற்றி நம்முள் பேச இருக்கிறோம் எண்ணற்ற வீடியோக்களை சித்தர்கள் ஆன்ம தேடல் ஆகிய தலைப்புகளில் மிகச்சிறந்தவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் எனவே இங்கு புதிதாக என்ன சொல்ல முடியும் ஆனால் ஒன்று மட்டும் சர்வ அதாவது எது எடுக்கப்படுகிறதோ அது இந்த பிரபஞ்சத்தில் இருந்தே எடுக்கப்படுகிறது கொடுக்கப்படும் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்திலேயே கொடுக்கப்படுகிறது என்னை இந்த காணொலியை தொடங்க சொன்னதும் அந்த பிரபஞ்சமே மாற்று கருத்துகள் எவ்வளவோ இருந்தாலும் அவ்வொன்றும் பிரபஞ்சம் அவர் அவர்களை சொன்ன வார்த்தைகளை அல்லது கருத்துக்களை மட்டுமே பேச முடியும் அதாவது எல்லாவற்றிற்கும் காரணம் பிரபஞ்சமே இந்த முதல் காணொலியில் நாம் சிவம் அம்மையப்பன் பிள்ளையார் முருகன் ஆகிய கடவுளர்கள் உணர்த்தும் தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அன்னையின் வயிற்றில் ஒரு கரு உருவாகும்போது அது ஒரு பிண்டமாகத்தான் உருவாகிறது பின் உயிர் பெற்று சரியான ஒரு நாளில் குழந்தையாக இந்த பூமிக்கு வருகிறது அந்த குழந்தை ஆண் அல்லது பெண் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பெற்றோர்களை சார்ந்து வாழ்கிறது அந்த நிலையில் அதன் உலகமே பெற்றோர்கள்தான் மேலும் புதிதாக பிறந்த அந்த குழந்தைக்கு உறவினர்கள் அனைவரிடமும் முதல் மரியாதை குழந்தையும் கடவுளும் ஒன்று என்ற வகையில் அந்த குழந்தை பிள்ளையார் என்ற நிலையாகும் இங்கு நாம் கோவிலுக்கு செல்லும்பொழுது முதன் முதலில் பிள்ளையாரைத்தான் வணங்குகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று இப்பொழுது நம்மிடம் வழக்கத்தில் உள்ள இரண்டு பழமொழிகள் அல்லது வழக்கு ஒன்று ஏன் பிடித்து வைத்த பிள்ளையார் மூல் உட்கார்ந்து இரண்டு பிடித்து வைத்தால் பிள்ளையார் வழித்து சாணி இந்த இரண்டும் தான் இந்த காணொலியின் அடிப்படை பிள்ளையார் தமிழர் கடவுள் அல்ல என்ற வாதம் சிலர் வைத்தாலும் அதை ஒதுக்கத்தான் வேண்டும் ஏனெனில் பிள்ளையார் வழிபாடு நம்மோடு விட்டது ஆரம்ப காலத்தில் நாம் பிள்ளையார் வழிபாடு செய்கிறோம் என்றால் வீட்டில் ஒரு பூஜை செய்யும் செய்யும்பொழுது பசும் சாணத்தை எடுத்து அதை பிடித்து வைக்கிறோம் அதற்கு வைக்கிறோம் சந்தனம் வைக்கிறோம் கும்பம் வைத்தோம் பின்பு பூக்களால் அச்சனை செய்தோம் இதுவே ஆரம்ப காலத்தில் பிள்ளையார் வழிபாடு சரி இப்பொழுது நாம் முதலில் ஏன் பிடித்து வைத்த பிள்ளையார் போல் உட்கார்ந்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம் அதாவது அதிக இயக்கம் இன்றி இருப்பவர்களை பிடித்து வைத்த பிள்ளையார் போல் உட்கார்ந்திருக்கிறாய் என்று சொல்வது உண்டு இங்கே என்ன கவனிக்க வேண்டும் என்றால் ஒரு சிறிய வட்டத்தில் இயங்குபவர்களை நாம் அவ்வாறு கூறுகிறோம் இங்கு தாய் தந்தையே உலகம் என்று பிள்ளையார் சுற்றி வந்து பழத்தை பெற்றுவிட்டார் என்ற புராணக்கதையை நினைவு கூறவும் அந்த சிறு குழந்தை பின்னால் பக்கத்தில் உள்ள பள்ளியில் படிக்கிறது இப்பொழுது நாம் முருக தத்துவத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது ஆரம்ப பள்ளியில் படிக்கும் குழந்தை தான் தெரிந்து கொண்ட சிறு சிறு விஷயங்களையும் பெற்றோரிடம் ஆர்வத்துடன் சொல்கிறது அவர்களும் புதிதாக கேட்பது போல் கேட்கிறார்கள் முருகன் மயிலேறி உலகை சுற்றி வந்தும் பழம் பெறவில்லை அதாவது முருகனின் உழைப்புக்கான பலன் கிடைக்கவில்லை அதாவது பழம் கிடைக்கவில்லை என்று முருகன் கோபித்து கொண்டு போய்விட்டார் என்று சொல்லப்படுகிறது ஐந்து முகம் கொண்ட சிவனால் படைக்கப்பட்டு ஆறு முகம் என்று அறியப்பட்ட சிவ மைந்தனுக்கு தத்துவம் புரியாமல் இருக்குமா நிச்சயமாக இல்லை இந்த இடத்தில் நம்மிடம் வழக்கில் உள்ள ஏன் ஆளாய் பறக்கிறாய் என்ற தொடரை நினைவு இதை நாம் ஏன் ஆவலாய் பறக்கிறாய் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பிறந்த குழந்தை தாய் தந்தையரை ஒத்து வாழ்கிறது பின் வளர வளர மேல் படிப்பு வேலை என்று பெற்றோரை பிரிந்து தன் கடமையை நிறைவேற்ற செல்கிறது கற்கிறது வேலையில் அமர்கிறது காதலிக்கிறது கல்யாணம் செய்து கொள்கிறது அல்லது கல்யாணம் செய்து காதல் செய்கிறது குழந்தைகள் பெறுகிறது பெற்றோர் மனைவி குழந்தை உறவு இவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்து பின் பிள்ளைகள் கல்வி கல்யாணம் பேரக்குழந்தைகள் என்று வாழ்ந்து வருகிறது பின் கொஞ்சம் கொஞ்சமாக உறவுகள் கசக்கிறது ஒவ்வொரு உறவும் பிரிகிறது மனது இப்பொழுது கசப்பு ஏற்பட்டு அல்லது வி உறவுகளால் வெறுக்கும் போது மனது யோசிக்க ஆரம்பிக்கிறது நாம் ஏன் பிறந்தோம் என்ன செய்தோம் இதுதான் வாழ்க்கையா என்று குழம்புகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தான் அறிந்ததை பெற்றோரிடம் சொல்லும் குழந்தையின் நிலையை சுவாமி மலையையும் வீட்டை விட்டு விலகி வெளியிலிருந்து படிப்பதை பழனி மலையையும் காதலில் ஈடுபடும் போது வள்ளி மலையையும் உறவினர்கள் சூழ திருமணம் முடிப்பதை திருப்பரங்குன்றத்தையும் வேலையிலிருந்து உறவினர்களை காப்பதை திருச்செந்தூரையும் ஓடி உழைத்து ஓய்வு எடுப்பதை திருத்தணிகையையும் உறவுகள் ஒவ்வொன்றாய் தன்னை விட்டு உதிர்வதை பழம் உதிர் சோலையையும் நுணைவு கூறவும் இந்த முதிர்ந்த ஓய்ந்த நிலையை நாம் குழந்தையோடு ஒப்பிடுவது வழக்கம் இந்த இடத்தில் பழம் அல்லது பலன் கிடைக்கவில்லையே என்று முருகன் மலை உச்சியில் அமர்ந்ததை நினைவுகொள்ளவும் அப்போது அவ்வை வருகிறார் அம்மையப்படம் அம்மையப்பனிடம் சேர வேண்டிய அவசியம் அதுபோல் இதுதான் வாழ்க்கை என்று ஏங்கி தான் யார் என்ற உணர ஆரம்பிக்கும் அல்லது இயங்கும் மனிதனுக்கு ஒரு குரு வந்து அவனுக்கு அந்த ஆன்மாவுக்கு தன்னை உணரும் வழியை போதிக்கிறார் பிடித்து வைத்த பிள்ளையார் வழுத்து எரிந்தால் சாணி இந்த பழமை உண்மையில் என்ன உணர்த்துகிறது என்றால் பிடித்து வைத்த பிள்ளை தன்னை யார் என்று உணர்ந்தார் சாமி நன்கு கவனியுங்கள் சாமி பிறந்த குழந்தை வளர்ந்து தன்னை யார் என்று உணர்ந்தால் சாமி என்று போற்றப்படுகிறது இவர்களே ஞானிகள் சித்தர்கள் அம்மையப்பன் என்ற உருவம் எல்லா மனிதர்களும் உணரும் வண்ணம் சிவம் எடுத்த வடிவம் அல்லது உருவம் லிங்கம் என்பது எந்த ஒரு ஆன்மா அல்லது மனிதன் தன்னை உணர வேண்டும் என்று விழைகிறதோ அல்லது நினைக்கிறதோ அவர்களுக்கு சிவம் உணர்த்திய அரு உருவம் சிவம் என்பதும் பிரபஞ்சம் என்பதும் ஒன்றே இது தன்னை முற்றிலும் உணர்ந்து தன்னையும் பிரபஞ்சத்தின் ஒரு துளியாக ஆக்கிக்கொண்ட ஞானியர் மற்றும் சித்தர்களுக்கானது வெட்ட வெளியில் நின்று ஆகாயத்தை பாருங்கள் லிங்கத்தின் மிகப்பெரிய வடிவமும் நாமும் அந்த லிங்கத்தின் ஒரு பகுதி என்பதும் புரியும் என்ன சரிதானே இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் என் டி கார்த்திகேயன் அதாவது கே வாழ்க நலமுடன்